record, analyze, summarize, organize, debate, and explain informations that are illustrated, non-illustrated, hard-bound, paper-band, jacketed, non-jacketed, with forward introduction, table of contents, index, that are intended for the enlightenment, understanding, enrichment, enhancement, and the education of the human brain through the sensory loop of vision, sometimes touched. கரண்ட சாதாரண மனுஷனு ஷாக்கடிக்கான் நரசிம்மா என்ன தொட்டா கரண்டுக்கே ஷாக்கடிக்க வல்ல வல்ல வல்ல வல்லா கிட்டாடுறா நாளைக்கு வாங்க கத்திலே என்னமோ நடக்கது மர்மமாயிருக்கிறது ஒண்ணுமே புரியலே உள்ளகத்திலே நடக்க காட்சிகள் நாயமா ராஜேஷார் நீ ராஜேஷா இந்த ப்ராக்சி வரலாம் சொல்லிட்டேன் ஒரு மெக்கானிக்கல் இன்ஜினியர் ஸ்டூடென்ட் படிக்கணும் ஒரு ஃபயர் வேண்டாம் இல்ல ஒரு பக்கம் தானே காட்டுறீங்க அதுக்கெல்லாம் ஒரு அமைப்பு வேணுண்டா இதோ மூணு கண்ணை வாரானு குழந்தைகளை பயமுறுத்தி சாதம் ஊற்றற மாதிரியே ஒரு பேச வச்சுக்கிட்டு ஒய் ஒயின்னு கையாட்டி எல்லாம் பேசக்கூடாது தேவையில்லாம சிறுத்தையரண்டி பாக்க மாட்டா போ ஓகே அசன் பாய் தாய் புதுசா வரப்போற இன்ஸ்பெக்டர் என்னைய பத்தி என்ன பண்ணிக்கலாம் இல்ல சார் புதுசா வரப்போற இன்ஸ்பெக்டருக்கு மாலை போறது டிஸ்கஸ் பண்ணிட்டு நாங்க பாத்துக்கிறோம் எடுத்துக்கிறேன் நல்ல சீதா இது ஐயா கிட்ட திறந்து காமிக்கலாமா இதனால ஐயா ஒரு தவிர போயிருமா சொன்ன சொன்ன குடு அண்ணனுக்கு வந்து ஐயோ கூப்பிடுறானே கூப்புறானே தனியா கூப்புறானே கான்ஸ்டபிளா இருக்கவே கை நீட்டுமா என்ன பண்ண போறோம் மலை நல்லா இருக்க மலை மலை இல்ல இப்ப என்ன சரி நீ நான் சொல்ல வர முடிய இல்ல என்ன சொன்னோர் ஆயிரம் உண்டு பாதம் பாதிக்காதான் பரீட்சம் நாளைக்கு பூகோளம் தெரியல இல்லை மாடு சாதாரணமாக தரையில்தான் சாண போடும் இந்த கம்பிமேல் தாண்டி சோர்மல் ஏறி அதுவும் வட்ட வட்டமா போட்டிருக்கு அதுதான் எப்படி முடியும் இவன் நம்மள உண்மையே கதையின் புஷ்பம் அழகாக பூத்திருந்தது காது ரெண்டையும் பொத்திரா மாதிரி முண்டாசு கட்டி இருக்கியா பாருது யாரு இந்த உலகத்திலேயே பாவாடைய கட்டிட்டு படிக்கிற முதல் பையன் தண்டி என்னடா விட்டு போறதை ஒரு மனுஷலா போறது உங்களுக்கு பொருட்காது பொறாபோன் டச் மீது அசிங்கமா சொன்னா பேன் நிக்காலும் பிரபு அரை பேன் நிக்கோட்டம் இது கொஞ்சம் வெளிச்சமா இருக்கு ஓகே ரெய் கோோட் டு ஃபேமிலி வர நமஸ்தே ஆம் யுவர் பெஸ்ட் ஓகே ஓகே ஒரே கூத்தா இருக்கும் பதில் சொல்லிட்டு போமா ஒரு பொஸ்டன்ல போய் நினைக்கிறேன்